நடிகை ஹன்சிகாவோடய ஐம்பதாவது படம் மகா யூஆர் ஜமீல் இயக்கத்தில் உருவாகியிருக்க இந்த படத்தில் நடிகர் சிம்பு முக்கியமான கதாபாத்திரத்துலேயும் ஸ்ரீகாந்த் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காங்க ஜிப்ரான் இசையமைச்சிருக்க இந்த படத்தோட படப்பிடிப்புகள் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராகி இந்த படத்தோடய டீசரை ஜூலை ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வெளியிட இருப்பதாக படக்குழுவினர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் இந்த டீசரை நடிகர் சிவகார்த்திகேயன் வெளியிட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் மகா திரைப்படத்தோட டீசரை வெளியிட இருக்கார் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்க சிம்பு அப்பப்போ வீடியோக்களை வெளியிட்டு ரசிகர்களை கவர்ந்துட்டுருக்காரு ஏற்கனவே போன வருஷம் வீட்டில் சமைக்கிற வீடியோவை வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவை பார்த்த பெண்கள் பலரும் சிம்புவை பாராட்டி இருந்தாங்க இந்த நிலையில் தற்போது மறுபடியும் ஒரு வீடியோவை சிம்பு பகிர்ந்திருக்காரு பன்னீர் மஸ்ரூம் சமைக்கிற அந்த வீடியோவுக்கு சிக்கன் டூ பன்னீர் அப்படின்னு தலைப்பிட்ருக்காரு தன்னோடய முகம் இப்போ தான் நல்லா இருப்பதாகவும் ரொம்ப நாள் வச்சுருந்த தாடியை எடுத்துட்டதாகவும் அந்த வீடியோவில் சிம்பு சொல்லியிருந்தார் இந்த வீடியோ தான் இப்போ இணையதளத்தையே கலக்கிக்கிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் லைக்குகளையும் குவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவில் சிம்பு சமைக்கும்போது கூட என்ன ஸ்டைலுன்றீங்க